hi this is me rajesh this is me talking to this me nik namadrapati pesapara abduin seli pathinga abna weight reduce and weight gain pathi anikam pesaparam so na inoda video ki ninga pudusa iringinga abna subscribe pannikonga pagathil irukra bell button press pannikonga so that na porra video va ninga miss panna paakapadiyo so vaanga gym ku la polom kalam oru naal undakaga maarade kalam ee di maatr ghar ye di munne nu nimad nel tu thunid sel thunid ponjagam nedadainu narakide nena pradan வெயிட் கெயின் வெயிட் ரெடியூஸ் பிளஸ் வந்துட்டு ரெண்டுமே நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் இன்கிரீஸ் அண்ட் வெயிட் டிக்ரீஸ் இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் ரெடியூஸ் நத்திங் பட் நீங்க எவ்வளவு கலரிஸை பெர் பண்றீங்க அப்படிங்கிறதா உங்களுடைய வெயிட் ரெடியூ வெயிட் இன்கிரீஸ் கலர்ஸ் இன்டேக் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம எப்படி பிராக்டிகலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி ஜி போறீங்க அது எனக்கு வந்துட்டு வெயிட் இன்கிரீஸ் நீங்க ஜிம் போவீங்க பிளஸ் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆனால் நீங்க ஜிம் போவீங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா நீங்கள் வெயிட் ரெடியூஸ் அப்படின்னா நீங்க வந்து எவ்வளோ கலர் என்ன சாப்பிடறது கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்துக்கோ அப்புறம் கொஞ்சம் பாருவ்ளவோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு உங்களுடைய நீங்க சாப்பிடக்கூடிய கரெக்டாக ட்ராக்ட் பண்றதுக்கு எவ்வளவு கலரிஸ் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன ஃபுட்டு அப்படிங்கிறத நீங்க அதில் போட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு சொல்லி தரும் கரெக்டா அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வாழப்பழத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி கலோரிஸ் இருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதே மாதிரி சேம் ஒன் டென் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர்ல ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு வாழப்பழம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் நீங்க எடுத்தாலே உங்களுக்கு வந்து டூ கலோரிஸ் இருந்துருச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ப்ளஸ் இன்னொன்று இப்போ பேரிச்சம்பளத்தில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் நிறையா இருக்குது அதுக்கு நம்ம நாலு பேரிச்சம்பளம் சாப்பிட்டா நம்மளோட வயிறு வந்து அடங்கிடாது அதே வந்து பே டேரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் உங்களுடைய எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது அதிகமான குவான்டிட்டியில் லெஸ் கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசியும் அடங்கிடும் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு கலோரிஸை கம்மியாக வந்துட்டு கன்சியூம் பண்ணிருக்கீங்க ஸோ அதுதட் நீங்கள் கலோரிஸை ஜாஸ்தியாக பேர்ன் பண்ணுவீங்க அப்போது வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் ஆயிருவீங்க இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டில் வந்துட்டு அதாவது லெஸ் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கலோரிஸ் இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸை நீங்கள் சாப்பிட ஆரமிச்சிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ரைஸ் சாப்பிட்றது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பீனட் பட்டுரு பெரிச்சம்பளம் இந்த மாதிரி கலோரிஸ் ஜாஸ்தியாக இருக்க ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் பசியும் அடங்கிடும் அட் த சேம் டைம் நீங்கள் கலூரிஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு உங்களுக்கு பேர்ன் ஆகும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் வந்துட்டு ஆட்டோமெட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் ஏன்னா உங்களோடய கலரிஸ் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்குது உங்களோடய கலோரிஸ் பேர்ன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது வெயிட் டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற கூடிய ஒரு இது ஸோ இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி இல்லை எங்கே போனாலும் சரி அங்கே வந்துட்டு உங்களை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாயிரும் ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்சு இந்த கீட்டோ சேலஞ்சு அதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிங்க எவ்வளோ கலரிஸ் இன்டேக்கு எவ்வளோ கலரிஸு உங்களுடைய பேர்னிங் இந்த ரெண்டுத்தையுமே மட்டும் நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வெயிட் கெய்னிங் இல்லை உங்களுடைய வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் லாஸ் இது ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீ ப்ளஸ் வந்துட்டு யாரெல்லாம் வெயிட் கெயின் பண்ணணும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்காலோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிளஸ் டெய்லி வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப மேண்டேட்ரி அது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் நீங்கள் ஒரு சின்ன வாக்கிங் பண்ணக்கூட வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஜிம் பண்ணலாம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்க முடியாதனால ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு பாடியை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்க நம்ம ட்ரை பண்ணலாம் பாய்